வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சமாம் சிவத்தையும் சித்தர்களையும் வணங்கி இன்றைய தலைப்புக்குள் செல்லும் இன்று ஆன்மா என்பதை பற்றி பார்ப்போம் ஆன்மா நமது உடலில் எங்கு உள்ளது அதை தரிசிப்பது எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம் நாம் சென்ற வீடியோக்களில் பார்த்தோம் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது ஏனென்றில் ஏனென்றால் பிரபஞ்ச சக்தி நம்முள் இறங்கும் பொழுது நமது உடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அது உடலுக்கும் மனதுக்கும் கேடு விளைவிக்கும் என்று அதே சமயம் உயிர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் உயிர் என்பது காற்றுதான் உயிர் என்று நாம் பார்த்தோம் சரி அப்படி என்றால் காற்றுதான் உயிர் என்றால் ஏன் சிலர் இறக்கிறார்கள் மூச்சுவிட முடியாமல் சிலர் இறக்கிறார்கள் யார் எந்த ஒரு ஜீவன் இறந்தாலும் அதனால் மூச்சு விட முடியவில்லை என்பதுதான் காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த வியாதியாக இருந்தாலும் கடைசியாக அவர்கள் இதயம் நின்று போவது எப்பொழுது என்றால் உடலுக்கு காற்று அதாவது ஆக்சிஜன் செல்லாத போது மட்டுமே இதயம் தனது துடிப்பை நிறுத்தும் உடல் தனது இயக்கத்தை நிறுத்தும் மரணம் சம்பவிக்கும் அப்படி என்றால் இந்த காற்று ஏன் கிடைக்காமல் போ ரொம்ப சுற்றி காற்று எக்கச்சக்கமாக இருக்கிறது ஆனால் அவருக்கு ஏன் காற்று கிடைக்கவில்லை அவர் ஏன் ஒரு ஜீவன் இறக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் உண்மையில் பார்த்தோம்மனால் ஒவ்வொரு உயிரையும் இறைவன் படைக்கும் பொழுது அந்த உயிருக்கு இவ்வளவுதான் அவர் சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை வகுத்து இத்தனை அவுன்ஸ் ஆக்சிஜன் என்று படைக்கப்பட்டே ஒவ்வொரு ஜீவனும் இந்த பூமியில் பிறக்கிறது அந்த காற்றை முழுவதுமாக சுவாசித்து முடித்து அந்த ஜீவன் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியது ஏனென்றால் அவருக்கு விதிக்கப்பட்ட அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆக்சிஜனை அவர் முழுவதும் நிறைவு செய்து விட்டார் எனவே அவருக்காக இந்த பூமியில் காற்று இல்லை இந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் சித்தர்கள் பலர் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்றால் தங்களது ஆக்சிஜன் பயன்பாட்டை அவர்கள் மிக மிக மிக குறைத்து கொண்டதால் அவர்களது ஆயுள் கூடியது எவ்வாறு இப்பொழுது ஒரு நாளைக்கு இருபத்தி முறை நாம் சுவாசிக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஒரு மணிக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு டிவைடெட் என்று எடுத்துக்கொண்டால் தொள்ளாயிரம் முறை நாம் சுவாசிக்கிறோம் தொள்ளாயிரம் முறை அறுபது நிமிடத்துக்கு தொள்ளாயிரம் முறை என்றால் ஒரு நிமிடத்திற்கு தொள்ளாயிரம் டிவைடட் என்று போடும் பொழுது பதினைந்து முறை நாம் சுவாசிக்கிறோம் இந்த சுவாசிப்பின் அளவை சித்தர்கள் குறைத்து கொண்டதன் மூலம் தங்களுக்கான ஆக்சிஜனை இந்த பறவெளியில் இந்த பிரபஞ்சத்தில் பெருக்கி கொண்டார்கள் அதாவது தங்கள் பயன்பாட்டை குறைத்து கொண்டதால் அவர்கள் ஆயுள் கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இப்பொழுது இப்படி விட்டு விடுவோம் அது எப்படி செய்வது பிராணாயம் என்பது என்ன அவற்றை பற்றி முடிந்தால் பார்ப்போம் என்று இப்பொழுது ஆன்மா இந்த ஆன்மா நம் உடலில் எங்கு இருக்கிறது நாம் சென்ற வீடு உடலை பற்றி பார்க்கும் மூளை பகுதியில் ஹைப்போதாலமஸ் பிச்சூற்றி மற்றும் பீனியல் கிளாண்ட் ஆகிய சுரப்புகள் உள்ளன என்று பார்த்தோம் இந்த பீனியல் கிளாண்ட் என்பது ஒளிரும் தன்மை உடையது ஒளி உடையது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒளிரும் தன்மை உடையது அதனால் தான் தியானம் செய்யும் பொழுது நமது கண்களை மூடிக்கொள்ளச் சொல்கிறார்கள் கண்களை மூடிக்கொள்ளும்போது அதாவது இருட்டு பரவும் பொழுது அந்த ஒளியை உணர முடியும் இதில் பலர் தான் தியானத்தில் நீண்ட தியானம் செய்பவர்கள் தாங்கள் ஒளியை தரிசித்ததாக உணர்கிறார்கள் ஆனால் அந்த ஒளி அங்கேயேதான் இருக்கிறது இந்த பீனியல் கிளாண்ட் இறைவனின் இருக்கை என்று அழைக்கப்படுகிறது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இறைவனின் இருக்கை அதாவது இறைவன் உறையும் இடம் என்று பொருள் நாம் கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் அந்த சிலைக்கு பின்னால் ஒரு கண்ணாடி அமைப்பில் தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் அந்த கண்ணாடியை நாம் நமது மூளைக் ஒப்பாக சொல்லியிருந்தேன் அங்கு ஏற்றி வைக்கப்படும் அந்த தீபமே பீனியல் கிளாண்டுக்கு சமமானது இப்பொழுது நாம் சுவாசிக்கிறோம் நீங்கள் சுவாசிக்கும்போது கவனித்தால் இந்த காற்று மூக்கின் வழியாக உள்ளே சென்று ஒரு இடத்தில் பட்டு திரும்புவதை உணர முடியும் இதை எளிதாக எப்படி உணரலாம் என்றால் நீங்கள் ஒரு குளிரட்டப்பட்ட அறைக்குள் செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நீங்கள் மூச்சு காட்டை இழுத்தீர்களானால் அந்த சில் என்ற காற்று உங்கள் மூக்கின் வழியாக செல்லும் ஒரு இடத்திற்கு பிறகு அந்த குளிர்ச்சியை உங்களால் உணர முடியாது அந்த இடமே பட்டு கீழ் நோக்கி திரும்புகிறது அந்த இடத்தில் நாம் கவனத்தை வைத்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் தொடர்ந்து அந்த காற்று பட்டு உள்ளே சென்று திரும்ப வெளியே வருவதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக வெளியே வரும் காற்றை நாம் அவ்வளவு தூரம் அங்கு உணர முடியாது ஆனால் உள்ளிழுக்கும் காற்றை அந்த இடத்தில் நிலைநிறுத்தி பார்த்து வந்தோமானால் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது சில நாட்களுக்கு பிறகு அங்கு ஒரு துடிப்பை உணரலாம் அதுதான் ஆன்மாவின் துடிப்பு ஓகே ஆனால் சிலருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் தியானம் செய்வர்கள் அல்ல மந்திர ஜபம் செய்வர்கள் பூஜை செய்பவர்கள் இருக்கெல்லாம் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் எதனால் அந்த தேஜஸ் வந்தது என்று பார்த்தோமானால் இவர்கள் சுவாசிக்கும் அந்த காற்று அந்த பீனியல் கிளாண்ட் அதை தொட்டு தொட்டு தொட்டு சென்று அதை ஒளி பொருந்தியதாக மாற்றுகிறது லேசான ஒளி இருக்கும் ஏனென்றால் நமது கர்ம வினைகள் நமது ஆன்மாவோடு தொடர்பு உடையவை நமது கர்ம வினைகள் அந்த பீனியல் கிளாண்டை தொட்டு நின்று அதன் ஒளித்தன்மையை குறைக்கும் அதாவது ஒரு சிமினி விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அந்த கண்ணாடியில் கறி படிந்தால் விளக்கின் ஒளி தெரியாது அதே போலவே பீனியல் கிளாண்டை சுற்றி அதாவது நம் ஆன்மா இருக்கும் அந்த இடத்தில் க கர்ம வினைகள் அங்கு பட்டு இருப்பதால் நமது தொடர்ந்த சுவாச ஆழ்ந்த சுவாசத்தின் மூலம் அதை நம் சுவாசிக்கும் காற்று அங்கு பட்டு பட்டு பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி ரூட்டம் உள்ளதாக ஆக்குகிறது அவ்வாறு ஆக்கும்பொழுது என்னாகும் என்றால் நமது முகத்தில் ஒலியும் தலைக்கு பின்னால் ஒளிவட்டமும் கூட தோன்றலாம் ஆனால் அவள் எளிதில் நடக்குமா என்றால் மிக மிக தாமதமாகலாம் உங்கள் முயற்சியை பொறுத்து அது நடக்கும் ஆனால் அந்த ஆன்மாவின் துடிப்பை நீங்கள் பாருங்கள் இதயத்தை பார்க்கிறோம் இதய துடிப்பு கைகளில் பார்க்கிறோம் நாடி துடிப்பு ஆன்மா என்று பார்ப்பது ஆன்மாவின் துடிப்பு இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே நமது ஆன்மா இருக்கும் இடம் நீங்கள் தொடர்ச்சியாக சிறிது சிறிதாக இலேசாக வேகமாக அல்ல லேசாக மூச்சை இழுத்து பாருங்கள் உங்களால் அந்த இடத்தில் பட்டு திரும்புவதை உணர முடியும் இல்லாவிட்டால் குளிரட்டப்பட்ட அறை என்று இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நீங்கள் ஒரு ஊதிவத்தியை ஏற்றி வைத்து ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு சிறிது நேரம் கதையை மூடிக்கொள்ளுங்கள் அந்த அறையில் அந்த ஊதுவத்தியின் மனம் பரவி இருக்கும்பொழுது நீங்கள் மூச்சை இலேசாக பார்த்தால் கண்டிப்பாக அந்த வாசனை அந்த ஒரு இடத்திற்கு பிறகு உங்களுக்கு தெரிய அந்த இடமே பீனேல்கள நீங்கள் நன்று பாருங்கள் ஒரு பிறந்த குழந்தையை பாருங்கள் பிறந்த குழந்தையின் உச்சந்தலையில் ஒரு பள்ளம் இருக்கும் தசைப்பகுதி இருக்கும் எலும்பால் மூடப்படாமல் சிறு நாட்களுக்கு பிறகு அது மூடிக்கொள்ளும் அந்த இடத்தை தான் அதற்கு நேர் கீழே உள்ளதுதான் பீனியர் கிளாண்ட் அதாவது இதுதான் சித்தர்கள் சொன்ன உச்சிக்கு அண்ணாக்கு மேல் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஏன் குழந்தைக்கு மட்டும் அவ்வாறு இருக்கிறது குழந்தை தாயின் பாலில் மட்டும் உயிர் வாழவில்லை பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வாங்கி தன் உயிரை நிலைநிறுத்திக் அதன் கர்மவினை எப்பொழுது தொட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது முதல் அது சுய செயல்பாட்டில் இருக்கும் இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மாவின் துடிப்பும் இதே துடிப்பும் மணிக்கட்டில் பார்க்கும் நாடி துடிப்பும் ஒரே அளவிலான சம சீரான ஒரே அளவில் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே நமது ஆன்மா இருக்கும் இடம் அந்த ஆன்மாவை தரிசியுங்கள் ஆன்மாவின் துடிப்பை உணருங்கள் இதுவே நமது அடுத்த நிலை தியானத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் நன்றி வணக்கம் எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களது கமெண்ட்ஸை பதிவிடுங்கள் வாழிய நலம்